வணக்கம் நான் இன்று தலைப்பின் உரிமையானதா அல்லது மாநில அரசிற்கு உரிமையானதா முன்மையான கல்வி என்பது தொண்ணூறு சதவீதம் செய்முறை கல்வியாகவும் அதில் பத்து சதவீதம் மனப்பாடமும் எழுத்து வெளியாகவும் இருக்க வேண்டும் ஆனால் இப்பொழுதோ நிலைமை கலையிலாக இருக்கிறது இதுவரை இதுவரை மிக சிறந்த பல்கலைக்கழகங்கள் நூறு முதல் இருநூறு பல்கலைக்கழகம் ஒன்று கோட இந்திய பல்கலைக்கழகங்கள் வரவில்லை என்பது மிகவும் வருத்தமான செய்தியாகும் இவ்வாறு கல்வி முறையில் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது பல அறிஞர்களும் கூறியிருக்கிறார்கள் நோபல் பரிசு பொருளாதாரம் மீது அமர்த்தியிருக்கிறார் உலக தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் பிற இந்திய மாநிலங்களோடு ஒப்பிடுவது தவிர வேற்றுமானால் தமிழ்நாட்டை ஐரோப்பியாவில் உள்ள வலது ஏதோ எதேனும் ஓர் நாட்டோடு ஒப்பிடலாம் என்று கூறியிருக்கிறார் தேர்தலுக்கு மட்டும் மாணவர்களை தயாரிசது என்று நிலை மாற வேண்டும் மற்றும் கரு கரும்பாலை கற்பித்தல் என்ற நிலை மாறி மண் மின்னனு கரு மின்னனு தொழில்நுட்ப கருவிகளைக் கொண்டு வகுப்பருவி கற்பித்தல் என்று நிலை வர வேண்டும் தேர்வுகள் அனைவரும் முழுமறுப்பு என்ற நிலை மாறி உண்மையான திருநழிவு தேர்வுக்காக வேண்டும் தொழில் அஹ் செய்மொழி கல்விற்கு அளிக்க வேண்டும் மற்றும் மற்றும் மதிப்பு பண்பு பண்பு கல் கல்விக்கு கொடுக்க அளிக்க வேண்டும் தொழிற்கல்வியும் பொதுக்கல்வியில் ஒவ்வொரு பாடமாக பாடமாக கற்பித்தல் வேண்டும் தேர்வு முறையில் வினாத்தல் உடம்பு சீர்திருத்தல் வேண்டும் மற்றவர்களுக்கு ஒற்றை ஏறி தொடர்ந்து எறிய வேண்டும் அதுபோன்று ஆசிரியர்களும் தொடர்ந்து கற்பித்தல் என்ற நிலையை மாறாமல் இருக்க வேண்டும் மாணவர்களுக்கு தொழிற்கல்வி என்ற நிலையில் ஆசிரியர்கள் கற்பித்தல் என்ற முறையில் ஊக்கமளி உடற்பயிற்சி கல்வி போன்ற கல்வி போன்ற கல்வியிற்கு தினப்பட பயிற்சிகள் தர வேண்டும் இவை எல்லாம் என்னோட கருத்துக்கள் நன்றி